ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வியர் வர்ணா from சிறுமுகை கோயமத்தூர் டிஸ்ட்ரிக் நம்ம இப்போ அந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஷ்ஷூ பார்டர்ஸ் சஃப் சாரீஸ் கலெக்ஷனுங்க வாங்க ஒவ்வொரு சரியாக பார்த்துரலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிகாஸ் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸில் இந்த சாரீஸ் இருக்குதுங்க அதுவும் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுங்கிற உங்களுக்கு கிடைக்குங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ராயல் ப்ளூ வித் பேஜ் காம்பினேஷன் எஸ்பெஷலி இந்த பேட்டன்ல நிறைய பேர் வந்து லாஸ்ட் டைம் போடும்போதே வந்து ரீஸ்டாக் பண்ணுங்க நிறைய எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க மோஸ்ட் வாண்டடாக இருந்தது ஸோ இப்போது இது இந்த தறியிலருந்து வந்தத மட்டும் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம கொஞ்சம் லிமிடட் கலெக்ஷன்ஸ் தாங்க இருக்குது அதை நம்ம அப்படியே அப்டேட் பண்ணுறோம் ஏன்னா மோஸ்ட் வாண்டட் கேட்டதுனால நம்ம அப்படி பண்ணுறோம் இப்போ பார்க்குறது மஸ்டர்ட் எல்லோ அண்ட் நேவி ப்ளூ காம்பினேஷன் பல்லு அண்ட் பிளவுஸ் நேவி ப்ளூங்க பாடி மஸ்டர்ட் எல்லோ ஸோ அகெயின் ஐ ரிப்பீட் த ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஓன்லி தீஸ் ஆர் ஆல் ஹேண்ட்லூம் மேட் பியூர் சில்க் சாரி கம்மிங் வித் சில்க் மார்க்ஸ் சர்டிஃபைடு எஸ்பெஷலி இந்த வீடியோ செய்ய போர்ட் தி டிஷ்யூ பார்டர்ஸ் ஆஃப் சில்க் சாரீஸ் சே நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்குதுங்க அண்ட் ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷனும் இருக்குதுங்க ப்ரீ பேமெண்ட் அப்படின்னா அக்கௌண்ட் பே ஃபோன்பே கூகுள் பேடிஎம்மில் நீங்கள் பே பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரினா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருங்க அதை நீங்கள் இந்த சேரீ புக் பண்ணும்போதே பே பண்ண வேண்டியதாக இருக்கும் தென் சாரீ பார்சல் வரும்போது ஸேரீடைய ப்ரைஸ் மட்டும் நீங்கள் கேஷாக கொடுத்தா போதுங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஹாஃப் ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய சாரீ பாடி ஹாஃப் ஒயிட் பல்லுவன் ப்ளவுஸ் க்ரீன் இது வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் லெமன் க்ரீன் கூட சொல்லுவாங்க சேம் பேட்டர்னில் நெக்ஸ்ட்டு சேரீ பார்க்குறோம் அண்ட் நம்ம வந்து ரீசெலர்ஸ் ஹோல்சேலர்ஸுக்கு கூட சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோங்க நீங்கள் எந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஸோ ப்ளீஸ் நோட் டவுன் த ரீசெலர்ஸ் அண்ட் ஹோல்சேலர்ஸ் கான்டாக்ட் நம்பர் இந்த த டிஸ்க்ரிப்ஷன் அண்ட் ஆல்சோ வீ வி ஹாவ் கிவன் தி கஸ்டமர் கான்டாக்ட் நம்பர் ஆல்சோ and another extra number also we have given in the description that is the varna support number only queries and questions you can ask in the varna support number no booking in the varna support number next sari nam paakaronga peach and green combination பல்லு வந்து க்ரீனுங்கிறது ராமர் க்ரீனில் இருக்குங்க பல்லுவன் ப்ளவுஸ் பாடி பீச் கலர் உள்ளே வரக்கூடிய புட்டா ஒரு ரோ சில்வர் ஜரி ஒரு ரோ கோல்டு ஜரிங்க இந்த சாரீஸ் எல்லாமே சாஃப்ட் சில்குங்க லைட் வெயிட் சாரீங்க வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் சாரீ வந்து தினாக இருக்கும் என்னடா சேம் டிசைன் சேம் கலர் மறுபடியும் காட்டுறோமே அப்படின்னு நினப்பீங்க இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க அது என்ன அப்படினா, பல்லூல டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க முன்னாடி காட்டின அதே கலர் காம்பினேஷன்ஸ் தான் அதே மாதிரி தான் ஆனால் பல்லூவில் வரக்கூடிய அந்த செல்ஃப் டிசைன் மட்டும் என்ன ஆகும்னா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம் மாற்றிருக்கோம் இதோடைய ப்ளவுஸ் வர்ணா சப்போர்ட் நம்பருக்கு நீங்கள் மார்னிங் நைன் ஏஎம்லேருந்து நைட் நைன் ஏஎம் வரைக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ இல்லை டேரக்டாக கால் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்கள் க்வரிஸை வந்து நீங்கள் கேட்டுக்கலாங்க அதாவது நீங்கள் நியூ கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ உங்கள் க்வரீஸை வந்து நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாங்க ஈவன் ரீசேலர் ஹோல்சேலர்ஸ்க்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தது வந்து Half White and Pinkish Orange combination பல்லு அண்ட் பிளவுஸ் Pinkish Orange body Half ஒயிட்டுங்க சேம் டிசைன் தான் சேம் டிசைனில் தான் இப்போவும் நம்ம பார்க்குறோம் இது வந்து Pink and ப்ளூயிஷ் Green காம்பினேஷனுங்க இது வந்து கிரீன் ராமர் கிரீனில் இருக்குங்க பல்லு அண்ட் பிளவுஸ் பாடி பிங்க் கலர் டபுள் ஷேடில் இருக்குங்க அதாவது பிங்க் அண்டு ராணி பிங்க் அந்த காம்பினேஷனில் இருக்கனால டபுள் ஷேடில் வருங்க சூப்பராக இருக்குங்க பாடியில் வரக்கூடிய புட்டா அவ்வளோ அழகாக இருக்குது நெக்ஸசரி நம்ம பார்க்குறோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் அவைலபிளா அப்படின்னு நீங்கள் கேட்க வேண்டாம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணும் அப்படின்னா அந்த பிக்சர் அனுப்பும் போதே நீங்கள் புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் அப்போ தான் உங்களுக்கு எங்களால் புக் பண்ண முடியும் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்குறவங்களாக இருப்பீங்க ஆனால் வந்துட்டு புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லாதனால உங்களுக்கு புக் பண்ண முடியாமல் போயிடுதுங்க பல்லுவன் ப்ளவுஸ் ராமர் க்ரீன் பாடி க்ரீன் சாரி ஆரெஞ்ச் அண்ட் பிங்க் காம்பினேஷனில் இருக்குங்க டபுள் ஷேடு தான் ஆரஞ்சு வந்து டாமினேட்டாக இருக்கும் பிங்க் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும் எல்லோ அண்ட் கிரீன் காம்பினேஷனுங்க இது பாடி எல்லோ கலர் ஒரு கோல்டன் ஷேடில் வரும் golden yellow மாதிரி பல்லு green, green color இதில் வந்து நம்ம கோல்டு அண்டு சில்வர் ஜெரி நம்ம வந்து ஒரே புட்டாவில் யூஸ் பண்ணியிருக்கோம் அதாவது கோல்டன் ஜெரி புட்டாவாக இருந்தால் சில்வர் ஜெரியை வந்து மீனா ஒர்க்குக்கும் சில்வர் ஜரியாக இருந்தால் கோல்டு ஜீரியை வந்து மீனா ஒர்க்குக்கும் நம்ம ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணியிருக்கோங்க இது எல்லாமே ட்ரை கிளீனிங் தாங்க ட்ரை வாஷ் தான் இந்த சாரியுடைய லென்த்து சிக்ஸ் பாயிண்ட் மீட்டர்ஸ் இன்க்ளூடிங் பிளவுஸுங்க பிளவுஸ் வந்து செவன்ட்டி பாயிண்ட்ஸ் வருங்க வித் த சாரீ அகலம் பார்த்துட்டிங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுக்கு அதிகமாக இருக்குங்க ஈவன் நீங்கள் வந்து சிங்கிள் சேரீ கூட எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாங்க சிங்கிள் சேரீ கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு டெலிவர் பண்ணலாம் இந்தியா மட்டும் இல்லைங்க இப்போ இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் கூட அவைலபிளாகிருக்குங்க ஸோ இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க நீங்கள் தாராளமாக இப்போ காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எங்களால் டெலிவர் பண்ண முடியும் ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வருங்க இப்போ பார்த்தது பிங்க் பாடி and பேரீன் பல்லு அண்ட் பிளவுஸ் டபுள் ஷேடுங்க பாடியது நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எவர் கிரீன் காம்பினேஷன் தாங்க ப்ளூ அண்ட் ப்ளூ பாடி ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ பல்லு அண்ட் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ இதுலேயுமே கோல்டு அண்ட் சில்வர் ஜரி சுகேதர் நம்ம வந்து ஒரே புட்டால யூஸ் பண்ணியிருக்கோங்க சப்போஸ் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு பிடித்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா வரி பண்ணிக்காதீங்க இந்த டிசைன்ஸெல்லாம் வந்து ரன்னிங் டிசைன்ஸ் தான் கண்டிப்பாக இந்த டிசைன்ஸில் வந்து ஃபியூச்சரில் சாரீஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் நெக்ஸ்ட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சாரீஸ் கிடைக்குங்க நீங்கள் எடுத்துக்கலாங்க இதை ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னா இதை விட பெஸ்ட்டாக இன்னொன்று உங்களுக்கு காத்துட்ருக்க கிடைக்க போகுது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுட்டு விடாமுயற்சியோட ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க இது பாடி அண்ட் பல்லு சாரி பாடி அண்ட் பிளவுஸ் வந்து வயலட் கலருங்க பாடி வந்து ஒரு பீகாக் ப்ளூ கலர்ல இருக்குங்க இப்ப பாக்குறது பிங்க் அண்ட் ராமர் கிரீன் பல்லு அண்ட் பிளவுஸ் இப்போ நான் சொல்கிற கலர்ஸ் எல்லாமே இப்போ நேரில் நான் கண்ணில் பார்த்து இப்போ சொல்லிட்டுருக்கேங்க லைவாக இதை பார்த்து நான் இந்த கலர்ஸ் சொல்லிட்டுருக்கேன் ஸோ அதனால் நேரில் பார்க்கும்போது எனக்கு இது எந்த கலரில் எனக்கு தெரியுது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிட்டுருக்கேன் எனக்கு தெரிஞ்ச நேமில் நான் சொல்லிகிட்ருக்கேங்க இதுவுமே சூப்பரான டிசைன் ஆல்ரெடி நம்ம வீடியோலேயும் நம்ம போட்டிருக்கோம் அப்போவே நிறைய என்கொயரி டிமாண்ட் இருந்ததுங்க அப்ப மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோல டக்குன்னு பார்த்து குயிக்கா ஆர்டர் பண்ணிக்கோங்க இங்க் ப்ளூ பாடி பல்லுவன் பிளவுஸ் பேருங்க பாடியில் வரக்கூடிய புட்டா ஒரு ரோ சில்வர் ஜெரி ஒரு ரோ கோல்டுங்க பிளவுஸ் பார்க்குறீங்க மோஸ்ட்லி எல்லா பிளவுஸுமே வந்து பிளைன் அண்ட் கான்ட்ராஸ்டாக இருக்குங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த ஒர்க் வேணாலும் பண்ணிக்கலாங்க ஆரி ஒர்க் எம்ப்ராய்டரி ஒர்க் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ பார்க்கறது yellow and beige combination சப்போஸ் இதில் உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியல இந்த கலெக்ஷன்ஸெல்லாம் பண்ண முடியல ஆனால் உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து இது தான் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க எங்கள்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் கேளுங்கள் எங்கள்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம் அதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்து தான் நீங்கள் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ப்ளவுஸ் பார்க்குறீங்க இப்போ நம்ம பார்க்கிறது பெய்ஜ் அண்ட் ப்ரைட் பிங்க் காம்பினேஷன் பல்லு அண்ட் பிளவுஸ் வந்து பிரைட் பிங்காக இருக்குங்க பாடி பெய்ஜ் கலர் இதுலேயுமே புட்டாஸ் ஒரு ரோ சில்வர் ஜெரி ஒரு ரோ கோல்டு ஜரியில் வந்துடுங்க அண்ட் உங்களுக்கு எங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாங்க ஈவன் இல்லைன்னா வாட்ஸ்அப் மெசேஜாக கூட நீங்கள் எங்களுக்கு அனுப்புலாங்க நிறைய பேர் வந்து எங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க கலர்ஸில் வந்து நிறைய பேர் சஜஷன்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க பர்டிகுலராக இப்போ ஒரு வீடியோவில் நம்ம ஒரு கலெக்ஷன்ஸ் போடும்போது எந்த சேரீ அதிகமாக போகுதோ இல்லை எந்த சாரி அவங்க அடிக்கடி கேட்டு எந்த கலர் கேட்டு கிடைக்கலையோ அதை வந்து சஜஷன்ஸ் கொடுக்குறீங்க நீங்கள் ஆல்ரெடி இந்த கலர் காம்பினேஷன் போடுங்க மோஸ்ட்லி இந்த கலர் வந்து நிறையா கஸ்டமர்ஸ்க்கு பிடிக்கும் ஸோ அதில் நீங்கள் வந்து குவான்டிட்டி நிறைய போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சஜஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா கூடி சீக்கிரம் அதையெல்லாம் பிங்க் அண்ட் காம்பினேஷன் சூப்பரான டிசைன்ஸ் இருக்கக்கூடிய சரி தாங்க இது வந்து copper அண்ட் சில்வர் சரி நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இது வரைக்கும் பார்த்தலாம் கோல்டு சரி அண்ட் சில்வர் சரி டாப் அண்ட் பாட்டமில் டிஷ்யூ பாட்ராக வந்திருக்கும் இந்த சேரீயில் பார்த்துட்டிங்கன்னா காப்பர் சரி வந்து டாப் அண்ட் பாட்டமில் டிஷ் பாட்ராக வந்துருக்கும் ஸோ டிஃப்ரெண்ட்டாக கேட்குறவங்களுக்காகவே இது இந்த மாதிரியெல்லாம் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு தேவை அப்படி இருந்தால் மட்டும்தான் எங்களால் எல்லாம் பண்ண முடியுங்க இங்கே பாருங்கள் இந்த சேரீயில் வரக்கூடிய இந்த பிளவுஸ் வந்து டிசைனர் ப்ளவுஸ் அதாவது இந்த காப்பர் சரியில் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் பாடி வந்து டார்க் வயலட்டுங்க நான் இதில் பேக் சைடும் காட்டிடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸாரீ வந்து லைட் வெயிட் சாரீஸ்ங்க தின்னாக தாங்க இருக்கும் சாரீ அண்ட் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய சேரீ இருந்து ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய சேரீ வந்து லிட்டில் ஸ்டிஃப்னஸ்ஸாக தாங்க இருக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டாக போடும்போது உங்ககிட்ட இருந்து எப்படி சப்போர்ட் வருது அப்படிங்கிறத பொறுத்து தாங்க அதில் நம்ம ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா இல்லை அதை ஸ்டாப் பண்ணுறதா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுவோம் இப்போ பார்க்கறது நேவி ப்ளூ அண்டு பீச் காம்பினேஷனுங்க பல்லு அண்ட் பிளவுஸ் பீச் பாடி நேவி ப்ளூ கலர் இதுலேயுமே சில்வர் அண்ட் காப்பர் சரி வந்து யூஸ் பண்ணியிருக்கோங்க பிளவுஸ் இதுலேயுமே டிசைனர் பிளவுஸுங்க நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால இப்ப நம்ம வர டிசைன்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு பர்டிகுலர் டிசைன்ஸ்ல டிசைனர் பிளவுஸோட நம்ம சாரீஸ் கொடுத்துட்டு இருக்கோங்க இது வந்து ப்ளூ அண்ட் ஆரெஞ்ச் பிங்கிஷ் ஆரஞ்சு காம்பினேஷன்ல இருக்குங்க பல்லு ஆரஞ்சு இருக்குங்க பாடி ப்ளூ இது வந்து எக்ஸாக்டாக புளூ ப்ளூனு சொல்ல முடியாது க்ரீனு சொல்ல முடியாதுங்க ஸோ அந்த மிக்சிங் ஷேடில் தான் இருக்கும் தயவு செஞ்சு கலர் கன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் ஃபோட்டோ அண்ட் வீடியோ ரெண்டையுமே பார்க்குறது ரொம்ப பெட்டராக இருக்குங்க இப்போ இந்த இடத்துல பார்க்குற கலர் வந்து கரெக்டாக இருக்குங்க எப்போவுமே நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த லாஸ்ட் ஃபோல்டிங் நீங்கள் பார்த்துக்கோங்க கலர் கண்டிப்பாக எக்ஸாக்டாக இருக்குங்க நம்மக்கிட்ட மேக்ஸிமம் 95 வந்து கண்டிப்பாக கலர் வந்து சேஞ்சஸ்ஸே வரவே வராதுங்க நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் கிடைக்கும் நான் ஏன் மீனிங் ஃபைவ் பர்சன்ட் சொல்லலை அப்படின்னா சில கலர்ஸ் மட்டும் என்னாகுது அப்படின்னா கரெக்டாக கேப்ச்சர் பண்ண முடியல அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் என்னாகுதுன்னா அது அந்த எந்த டபுள் ஷேடுங்க அதை மட்டும் கரெக்டாக கேப்சர் பண்ண முடியல அது மட்டும் என்ன ஒரு லைட் வேரியேஷன் வந்துடுதுங்க ஸோ இது பிங்க் அண்டு பேரட் க்ரீன் அண்ட் நம்ம எடுக்கிற வீடியோ வந்து ஃபோர் கே குவாலிட்டியில் எடுத்துகிட்டு இருக்கோங்க ஸோ எக்ஸாக்டாக என்ன இருக்கோ அந்த நம்ம நீங்களும் உங்களுடைய மொபைல்லையோ அல்லது சிஸ்டம்லேயோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹை ரெசல்யூஷனில் வச்சு பார்த்தீங்க அப்படிங்கும்போது டிசைன்ஸும் நல்லா எக்ஸாக்டாக தெரியும் அண்ட் கலர்ஸும் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக கிடைக்குங்க இப்போ பார்க்கறது ப்ளூ பல்லு அண்ட் ப்ளவுஸ் பாடி லவண்டருங்க இதில் ட்ரையாங்கல் ஷேப்பில் போட்டா இருக்குங்க ஒரு ரோ சில்வர் சரி ஒரு ரோ கோல்டு சரி இதில் பிளவுஸ் பார்த்துட்டீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ் not only பிளவுஸுங்க பாடிலேயுமே எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வந்துருக்கும் lines வந்துருக்கும் நெக்ஸ்ட் டிசைனில் நம்ம பார்க்குறோம் நிறைய டிசைன்ஸ் வந்து எல்லாமே நம்ம மாத்திகிட்டே இருக்கோங்க இன்னுமே ஃபியூச்சரில் பார்த்துட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் பேட்டர்ன்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குங்க குடிய சீக்கிரம் அதுலேயும் சாரீஸ்லாம் நமக்கு நிறைய வரும் ப்ளவுஸ் இது வந்து பிங்கிஷ் ஆரஞ்சாக இருக்குங்க ஆரஞ்சு கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்கும் பாடி ப்ளூ கலர் லைட் ப்ளூவாக இருக்குங்க இப்போ நிறையா கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுறீங்க அண்ட் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறீங்க இன்னும் நிறையா போடுங்க நிறையா பர்ச்சேஸ் பண்ணணும் எங்களுக்கு அப்படின்னு நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா இன்னொரு வீடியோ வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் எப்போவுமே மார்னிங் லெவன் அண்ட் ஈவினிங் ஃபைவ் வீடியோ வரும் இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா டூ தேர்ட்டி பிஎம்க்கு வீடியோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோங்க ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக அதையும் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பீச் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் ஸோ இனிமேல் எவ்ரி டே த்ரீ வீடியோஸ் மார்னிங் நிறைய சாரீஸ் குவான்டிட்டிஸ் நிறைய இருக்கிறது வருங்க அண்ட் ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங் வந்து ஒரு டென் சாரீஸ் குள்ளே இருக்கிறது வருங்க அதாவது டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து இந்த ஆஃப்டர்நூன் டைம் அண்ட் ஈவினிங் டைம் ஒரு ஸ்பெசிஃபிக்காக யூனிக்காக ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஈவினிங் அண்டு ஆஃப்டர்நூன் வருங்க எதுக்காக இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் உமன் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க லன்ச் டைமில் தான் என்னால் பார்க்க முடியும் பிரேக் டைமில் தான் பார்த்து சொல்ல முடியும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னீங்க அதுக்காக தாங்க இது இது வந்து எல்லோண்ட் ராயல் ப்ளூ காம்பினேஷன் மேங்கோ எல்லோ ராயல் ப்ளூ சேம் பேட்டர்னில் இப்போ நம்ம பார்க்குறது இது வந்து டார்க் மெரூன் அண்ட் பேர்கிரீன் பாடி மெரூன் கலர் பல்லுவன் பிளவுஸ் பேரக் கிரீனுங்க எங்களுக்கு வேணுங்கிறது எப்போவுமே உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டுங்க நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க சில்வர் ப்ளே பட்டனுக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க இன்னும் கோல்டு ப்ளே பட்டன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் வந்து ஆல் த பெஸ்ட் சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்குறது பெய்ஜ் அண்ட் ராயல் ப்ளூ காம்பினேஷன் பல்லு அண்ட் பிளவுஸ் ராயல் ப்ளூ பாடி பெய்ஜ் கலர் இப்போ எங்ககிட்ட டெலிவரி டைம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளே நீங்கள் ப்ரீ பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளே 1 ஆர் டூ டேஸுங்க மேக்ஸிமம் ஒன் டே தான் இருந்தாலும் நான் 1 டே எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் ஒன் ஆர் டூ டேஸில் வந்துடும் இதே அதர் ஸ்டேட்டாக இருக்குது சவுத் இந்தியா அப்படினா 3 டு ஃபோர் டேஸ் நார்த் இந்தியானா ஃபோர் டு சிக்ஸ் டேஸுங்க இதே கேஷ் ஆன் டெலிவரி போனீங்கன்னா தமிழ்நாடுனா த்ரீ டு ஃபைவ் டேஸ் அதர் ஸ்டேட்ஸ் போயிட்டால் ஒன் வீக் ஆகுங்க அண்ட் எப்போவுமே இப்போ இந்த சாரீ இன்றைக்கி போடுறோம் இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டே தாங்க டிஸ்பேட்ச் இருக்கும் ஏன்னால் நம்ம ஸாரீ செக் பண்ணணும் செக் பண்ணி தான் நம்ம வந்து பேக்கிங் பண்ணி டிஸ்பேச் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு செக்கிங்க்கு டைம் வேணுங்க இப்போ நம்ம பார்க்குறது ஹாஃப் ஒயிட் அண்ட் டார்க் வயலட்டுங்க இது வந்து வயலட் அண்ட் எப்படி சொல்றதுன்னா Dark Violet லாவெண்டர் கலரும் மிக்ஸ் ஆனதுங்க இது பிளவுஸ் பார்க்குறீங்க அண்ட் ரிட்டன் பாலிசி என்ன அப்படினா Only டேமேஜஸ் இருந்தால் மட்டும் ரிட்டர்ன் பாசிபிள்ங்க நம்ம செக் பண்ணி தான் அனுப்புகிறோம் நம்மளுடைய செக்கிங் அண்ட் பேக்கிங் வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனல்லையே இருக்குது அதை கூட நீங்கள் ஒன்ஸ் வந்து கோத்ரூ பண்ணிக்கலாம் நம்ம அந்தளவுக்கு வந்து ஓ லேயர் பை லேயராக செக் பண்ணி தான் அனுப்புகிறோம் ஸோ டேமேஜஸ்க்கு வாய்ப்பே கிடையாது சின்ன சின்ன ஹேண்ட்லூம் மார்க்கு வேணால் இருக்கலாங்க ஸோ டேமேஜஸ் அதிகமாக ஹோலோ ஸ்ட்ரெயினோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிட்டன் பண்ணிக்கலாம் நாங்கள் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதை தவிர ரிட்டர்ன் பாலிசி இல்லைங்க இது வந்து கிரீன் அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷன் க்ரீனுமே லைட்டாக இருக்கும் ஆரஞ்சுமே லைட்டாக இருக்கும் ஃபுல்லா கோல்டு ஜெரிஒருக்குதாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கற லாஸ்ட் சரி இதுதாங்க ப்ளூ அண்ட் பர்பிள் காம்பினேஷன் பல்லு அண்ட் பிளவுஸ் பர்பில் பாடி ப்ளூ கலர் ஃபுல்லா கோல்டு ஜெரி ஒர்க்குங்க எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டியாச்சு இதில் ப்ளவுஸையும் காட்டிட்டு நான் ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணிடுறேங்க திரும்பியும் சொல்கிறேன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணுறதுன்னா ஜாயின் பண்ணிக்கலாங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இப்ப இல்லை அப்படின்னாலும் ஃபியூச்சரில் உங்களுக்கு தேவைப்படும் போது எங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கும் எங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் சாரீஸ் என்னெல்லாம் என்ன ரேஞ்சில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது ரொம்பவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க எல்லா சாரீஸுமே சில்க் மார்க்ஸ் சர்டிஃபிகேஷனோட தான் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க அக்கா முகத்தை காட்டுங்க அந்த அக்கா முகத்தை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாங்க கூடி சீக்கிரம் காட்டுவோம் எல்லாமே சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோடு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடுங்க சில்க் மார்க் லேபிள் பார்த்துட்டீங்கன்னா பிளவுஸில் அட்டாச் பண்ணியிருப்போங்க நீங்கள் பிளவுஸில் பார்த்துக்கலாம் நம்ம பேக்கிங் டிஸ்பாச்சிங்லேயே சொல்லியிருப்போம் Thank you Thank you for watching